வணக்கம் பேங்க் நிஃபி ஃப்யூச்சர் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனானதே ஒரு ஆயிரம் பாயிண்ட் சொல்லலாம் தௌசண்ட் பாயிண்ட் கிட்டக்க ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு ப்ரீயஸ் டே க்ளோசிங் தேர்ட்டி ரேஞ்ச்னா இன்றைக்கு ஓப்பனிங் பாருங்கள் தேர்ட்டி எயிட் டூ மார்க்கெட் செம டவுன் அதனால் நமக்கு மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரன் இருக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த சார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும் இப்போ நமக்கு வெள்ளிக்கிழமை பாருங்க Friday வந்து பைக்கால் வந்தபடி க்ளோசிங் ஆயிருக்கு ஸோ இந்த சார்ட்டில் ஆப்போசிட் கால்ஸ் தான் வரும் கரண்ட்டில் பைக்கால்னா நெக்ஸ்ட்டு செல் கால் ஸோ நேற்று பைக்கால்னுடைய மொமெண்டம் இப்போ கிரீன் கலர் கேண்டில் ட்ரேடிங் போது ஒன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் கேண்டில் 9.16 சிக்ஸ்டீன் ஏஎம்க்கு தான் ஓப்பன் ஆகும் ஸோ நைன் சிக்ஸ்டீனுக்கு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சான்ஸ் செல் கால் தான் வரும் ஏன்னா நமக்கு ரொம்ப டவுன்ஃபாலில் ஓப்பன் ஆகிருக்கு நம்ம சார்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கேண்டிஸ்டிக் மூமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கால்ஸே வந்து ஜென்ரேட் பண்ணும் டவுன்சைட் ப்ரேக் அவுட் ஆனால் கண்டிப்பாக செல் கால் தான் வந்து ஜென்ரேட் ஆகும் நமக்கு வந்து கரண்ட்டில் பை கால்னா ஸோ செல் கால் ஜென்ரேட் ஆகிருச்சு செல்லை தேர்ட்டி எயிட் ஃபியூச்சர் ட்ரேடர்ஸ் இப்போ என்ட்ரி எடுத்துடலாம் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம் ஸோ எவ்ரிடே லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி கேண்டல் மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படினா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய வேலை ஜஸ்ட்டு இந்த வீடியோவை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி இந்த சார்ட்டு டெய்லி ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க பார்த்துட்ருக்கேன் அதில் என்ன கால்ஸ் வருதோ அந்த கால்ஸை ஜஸ்ட்டு ட்ரேட் பண்ண போகிறீங்க இப்போ நமக்கு செல் கால் தேர்ட்டி எயிட் பார்த்தோம் கீழே ரெண்டு டார்கெட் லைன்ஸ் இருக்கு பட் இது வந்து ரொம்ப சின்னதா ஸ்மால் டார்கெட் லைன் மாதிரி தெரியுது பட் ஒரு டார்கெட்டினுடைய லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு இது ஒரு தௌசண்ட் பாயிண்ட்னுடைய சார்ட்டை காட்டுறதுனால இந்த 90 பாயிண்ட் வந்து ரொம்ப சின்னமா பார்க்குறக்கு உங்களுக்கு தெரியுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டி நைஎம் ஹெவி ஒரு வாலட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு டயத்தில் நமக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆனதுனால நம்ம கால் பண்ண இப்போ ஃபர்ஸ்ட் டார்ட் ரேஞ்ச் ரீச் அவுட் ஆகிருக்கு நமக்கு நமக்கு இந்த 1 கால் 3 9.18 ஒரு கால் இந்த மாதிரி எவ்ரிடே நடக்கும் பட் ஆனால் டெய்லி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் இந்த அளவுக்கு ஒரு வேகமாக நமக்கு இது வரைக்கும் ரொம்ப ஒரு ரேராக தான் வந்து நடக்கும் ஸோ டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி நாங்கள் இந்த விஷயத்த சொல்கிறோம் உங்களுக்கு இந்த சாட் வேணும் இல்லை இதை பற்றின இன்னும் நிறையா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இதை பற்றின டெய்லி வீடியோஸ் பார்க்குறனாலும் சேனலில் போயிட்டு பார்க்கலாம் தேங்க்யூ